அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்சில் போய் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறீங்க மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ சனிப்பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் உங்களுக்கு மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அப்போ மகர ராசிக்கு இரண்டாம் இட குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கே வர்றதுனால உங்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும் தனஸ்தானம் வலுப்பெறதுனால உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி நீங்க செல்வீங்க அதே கடந்த இரண்டரை வருடமா பாத்தீங்கன்னா ஜென்மசனில இருந்த சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா ஜென்மசனில இருக்கும்போது நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் குடும்பத்துல ஒரு சலசலப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மெடிசன் செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க விரயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கும் இப்ப இரண்டாம் இடத்துக்கு அந்த சனி தன் வீட்டுல ஆட்சி பெறதுனால நீங்க எந்த வார்த்தையும் மத்த உங்களுக்கு சொன்னாலும் சரி அது பலிதமாகும் அது நல்ல வார்த்தையை உபயோகிங்க கண்டிப்பா வந்து அது நல்லதே நடக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானமும் வலுப்பெறுது இரண்டாம் இடத்துக்குடிய குடும்பஸ்தானாதிபதி சனியே தன் வீட்டுல ஆட்சி பெறதுனால குடும்பஸ்தானம் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது தனஸ்தானம் பொருளாதார ரீதியை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறீங்க தொழில் மூலியமாக உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு அதாவது ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது அதே மாதிரி சனி பகவானை போய் சனிக்கிழமை மணிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சனி பகவான் அதாவது சிவன் கோயில உள்ள சனி பகவானை போயி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் சொல்லலாம் இந்த ரெண்டரை வருஷம் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமான காலகட்டம் சொல்லலாம் அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து உங்க உங்க மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர வீட்டுல இருந்து நான்காம் இடம் சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகன யோகங்கள் தான் குறிக்குது இந்த தாய்ஸ்தானத்தை பார்க்கணும்னா தேவையில்லாத தாய் மூலியமாக பிரச்சனைகள் வரது மனஸ்தாபங்கள் வரது குழப்பங்கள் வர்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்க தாய்க்குமே சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக தான் பேசணும் அதே மாதிரி உங்களுக்கு சுகஸ்தானமும் கூட அதனால் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வண்டி வீடு வாகன யோகத்தில் குறிக்கிது உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது ஏதாவது பழசு வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது நம்ம தாய்வழி உறவும் தாய் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளையும் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோடு கையாளுவது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி மகர வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அதாவது சனி வீட்ல இருந்து ஏழாம் இடத்த வந்து பாக்குறாரு அது மகர வீட்டுல இருந்து எட்டாம் இடத்த குறிக்குது எட்டாம் இடம்ன்றது விபரீத ராஜயோகம் ஆயுள்ஸ்தானம் எல்லாமே சொல்லலாம் ஆனால் விபரீத ராஜயோகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது சூரிய பகவானுடைய வீட்டை வந்து சனி பகவான் பாக்குறாரு அப்ப கரெக்டா கரெக்டானபடி நடந்துக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் பிரச்சனையும் கிடையாது இல்லைனா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் லோக்கலில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ கும்பிட்டுட்டு தான் நீங்கள் லாங் டிராவல் போகணும் அது ரொம்ப அவசியம் அது மாதிரி விபரீத ராஜயோகன்னு சொல்லியிருக்கேன் எங்கேருந்து எப்படி பணம் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது திடீர்னு ஒரு பண வரவு உங்களுக்கு வரும் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் வந்து முன்னேறி செல்வீங்க அதுக்குண்டான பலன்கள் வந்து திடீர்னு ஒரு ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் இது கட்டாயம் நடக்கும் எட்டாம் இடம்ன்றது நீங்க கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் வெளியே வண்டி வாகனத்துல போகும் ரொம்ப கவனமா இருக்கணும் அது சனி திசையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்த பதினோராம் இட லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க உங்களுக்கும் மூத்த சகோதரஸ்தானத்துக்கும் நீங்க வந்து மூத்த சகோதரருக்கும் வந்து மகராசியோட அண்ணனுக்கும் அவங்களுக்கு அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அக்கா அண்ணன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தாய்கிட்டையும் சரி மூத்த சகோதரி சகோதரர்கிட்டையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் பேச வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னா மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும் பதினோராம் இடத்துல சனி பகவான் பார்க்குறதுனால அதே மாதிரி லாபஸ்தானமும் கூட லாபஸ்தானம் நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் விபரீத ராஜயோகம் இருக்குது இந்த ரெண்டரை வருஷம் வந்து அட்டகாசமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க இந்த ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் உங்கள் லைஃப் லாங் அது ஒரு பெரிய ஒரு அசட்டாக மாறலாம் பெரிய ஒரு பணம் புழக்கத்தை ஏற்படுத்தலாம் அதை எப்படி யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த இரண்டாவது சுற்று வந்து பொங்கு சனியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய டைம்னு சொல்லலாம் என்ன பேரெல்லாம் உங்களுக்கு நிறைய கெட்டு போயிருக்கும் இதனால் வரைக்கும் சம்பாரிச்சிச்சு பேர் வந்து உங்களது ஜென்ம சனிலும் சரி விரைய சனியில இருக்கும்போது ரொம்ப பேர் கெட்டு போயிருக்கும் அதை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க அது நேர காலகட்டம் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா சொந்தக்காரங்க முன்னாடி வந்து அவமானப்படணும் அசிங்கப்படணும் அவங்க மூலியமாக வந்து பிரச்சனைகள் வரது அதனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம் அதனால் மகர ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் நீங்கள் அமைதியாக பொறுத்து போகிற விஷயம் இந்த ரெண்டரை இரண்டரை வருடம் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி அதிகம் யார்ட்டையும் பேச வேணாம் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அதான் நீங்கள் பேச விலகிடுங்க விலகிறது எல்லா விஷயத்துக்கும் பொருத்தம் பொருத்தமா இருக்கும் அதாவது அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையில நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க குழந்தைங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க லக்ஷ்மி ஹயர் கிரீவர் மந்திரத்தை குழந்தைங்க சொல்லிட்டு வரணும் அந்த மந்தத்தன்மை குறையும் அந்த சோம்பேறித்தனம் இருக்காது குழந்தைங்களுக்கு இயல்பாக வரும் ஏன்னா இந்த சனி கிராஸ் பண்ணி போகிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் கொடுப்பார் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இப்போ வலுவாக இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு கூட இந்த தடவை திருமணம் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயதார்த்தம் ஆகும் ஆகும் அதனால் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடையும் திருமண வாழ்க்கையை உங்களுக்கு சந்தோஷமாகவும் அருமையான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு கண்டிப்பாக அட்டகாசமாக அமையும் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஏழாம் வந்து குரு பகவான் பார்த்துட்ருக்கார் இப்போது ஆனால் இது ரைட் டைம் இது அதில் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து நிதானமாக எடுத்துவீங்க இந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து கொஞ்சம் இறங்கி இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்